தேவிழிக்கிற்கு செருப்பானதான் அடிக்கிறது போய் ரைட்டு என்னது செருப்பு கேட்க எனக்கும் பிரியை <laughs> நான் என்ன பண்ணுவேன் வடவடா கல்யாணமுகல தீக்கவில கொடுத்தங்களே எனக்கு அந்த பொண்ணே வேணம் என்னடா சொல்றே வா மூஞ்சிக்கு ஒரு பொண்ணு கிடைக்கறதே பெரிய விஷயம் இதெல்லாம் பொண்ணு வேணான்னு சொன்னானாம் அந்த பொண்ணு இவருக்கு ஒரு பையன கூட லவ் பண்ணையல அப்பறம் எப்படி என்னைய லவ் பண்ணு டேய் எங்கடா கிளம்பிட்டே ஏ ஆளு கூட மாளுக்கு போறே ஓ என்னடா சட்டை இது எங்கடா எடுத்தே இப்பதான் வீரல இருந்தே எடுத்த அந்த வீருக்குளே உங்களுக்கு சமாதி கட்டிடுவேன் பாத்துக்க இந்த மாதிரி சட்டைய எப்பற போடுற கைய விட்டுதே